எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த நமக்கிட்ட இருந்த 1000 silk collections 634 இந்த பிளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்டாக இருக்குதுங்க பழுவும் பாடி ஆஃப் சேரீ ஒரே மாதிரி பாடியில் வரக்கூடிய அந்த புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரோ சில்வர் ஒரு ரோ கோல்டு இப்படி உள்ள போகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வருங்க ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்குமே உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அண்டு போக போக உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும் ஸோ அது உங்களுக்கு வந்து கீழே ப்ளீட்ஸுக்கு வரக்கூடியதுங்க ஸாரீ நம்பர் சிக்ஸ் அண்ட் இந்த சாரி எல்லாமே வார்ப் அண்ட் வெப்ட் ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில சர்வ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரி கூடையும் கட் ஆயும் உங்களுக்கு சில்க் மார்ப் டேக் வரும் நீங்கள் சாரி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் கூட தாராளமாக நீங்க வீட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் வார்ப்பு வெப்ட் ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்து செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்க பாக்கிறதுல பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கிரே கலர் பாடி ஆஃப் சேரீ பல்லு மெஜந்தா கலர் இந்த ஒரே பேட்டர்ல இருக்கக்கூடிய 10 நம்பர் ஆஃப் கலர்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவுமே இந்த சாரீஸ் பிடிக்கும் சேரீ நம்பர் 636 த்ரீ சிக்ஸ் இந்த சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் உடைய கலர்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து ராமர் Green கலர் மாதிரி இருக்கும் பல்லு பாடி ஆஃப் சேரீ சேம் கலர் தாங்க இதோடைய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் pinkish orange இந்த 블ௌஸ் ஸ்லீவே உங்களுக்கு புட்டஸ் வருதுங்க 골든 and silver அதாவது பாடியில எப்படி உங்களுக்கு புட்டா இருக்கோ ரவுண்ட் புட்டா அதே மாதிரி உங்களுக்கு 블ௌஸ் க்லீமே வந்திருதுங்க saree உடைய price 6700 with free shipping ல all over india உங்களுக்கு இந்த sarees கிடைக்குது pre payment option இருக்கு cash on delivery option இருக்கு international shipping also available இருக்குங்க international shipping க்கு number of sarees நீங்க order பண்றத பொறுத்து shipping charges வருங்க சேரீ நம்பர் no. 637, த்ரீ செவன் பாடி ஆஃப் சேரீ அண்ட் பல்லு கிரே கலரில் இருக்குதுங்க இதுடைய கான்ட்ராஸ்ட் இது வந்து கிரே வித் இது எப்படி இருக்குன்னா பெய்ஜ் and black combination ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பாடி ஆஃப் சாரி பல்லு கிரேவில் வருது அதோடைய காண்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து பெய்ஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் வருதுங்க இது வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் black மிக்ஸுங்கிறதுனால சேரீல கண்டிப்பாக சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட் விசிபிளாக இருக்குங்க சாரீ நம்பர் சிக்ஸ் இதில் பழுவன் பிளவுஸ் பெய் கலர் காண்ட்ராஸ்ட் பிளவுஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா இங்க் ப்ளூ கலரில் இருக்குங்க இந்த சாரீஸ்லாம் டசஸ் போடலங்க ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனில் பே பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டஜஸ் போட்டு கொடுக்குறோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவீங்க நம்ம ADDRESS ஃபார்மேட் அனுப்புவோம் அந்த அட்ரெஸ் ஃபார்மேட்டில் லாஸ்ட்டில் நோட்ஸ்ன்னு இருக்கும் அங்க, டஸஸ் நீடட் அப்படின்னு சொல்லுங்கள் அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்மக்கிட்ட டஜஸ் வேணும் நோட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்க அப்படின்னா டஸஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா ஒரு சாரீ தான் நீங்கள் அட்ட டைமில் புக் பண்ண முடியும் அந்த சாரீ புக் பண்ணுறதுக்கும் நீங்கள் 300 ஹண்ட்ரட் ரூபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து முன்னாடியே பே பண்ணால் தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய அமௌண்ட்டு என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஸாரீ நம்பர் சிக்ஸ் த்ரீ நைன் கலர் ஆரஞ்ச் கலர் இதோடைய கான்ட்ராஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கு ப்ளூ So, 1000 தௌசண்ட் கூட்ட சேரில ஒரே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் சாரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயில் எந்த ஒரு சாரீ நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்கிற ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இந்த சாரீஸ்லாம் கிடைக்குது இது எல்லாமே பியூர் சில்க்குங்க ஹேண்ட்லூம் மேடு சேரீ நம்பர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ இதுடைய ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்க் டபுள் ஷேடில் தான் வருது பாடி ஆஃப் சேரீமே உங்களுக்கு டபுள் ஷேடில் தான் வரும் என்ன அப்படின்னா மஸ்டர்டு எல்லோ அண்ட் க்ரீன் மிக்சிங்ல இருக்கக்கூடிய சாரி Double Shade சாரி அண்ட் எந்த ஒரு வீடியோ பார்த்தாலுமே நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து last வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம அந்த வீடியோல சொல்லக்கூடிய information வந்து உங்களுக்கு ரீச் மேக் வீடியோஸ்லையுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும் ஏன் நம்ம ஒரே விஷயத்த எல்லா வீடியோலையும் சொல்றோம்னா நாளுக்கு நாள் வந்து நிறைய நியூ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்றாங்க அண்ட் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் நியூ கஸ்டமர்ஸ் வர்றதுனால நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரிப்பீட்டடா எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோங்க இப்ப நீங்க பாக்கிற சாரியுடைய நம்பர் சிக்ஸ் body பாடி ஆஃப் சேரின் வருது body of சாரி அண்ட் பல்லு ரெண்டுமே blue and green mixing அதாவது peacock blue அப்படின்னு சொல்லுவீங்களா அது blouse pinkish orange அதுமே 641 பிளவுஸ் 642 பிங்க் ஆரஞ்சு 642 இதுல body of சாரி அண்ட் பல்லு ராணி pink கலர் 642, பிளவு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷனுக்கும் சரி கேஷ் ஆன் டெலிவரிக்கும் சரி கூகுள் பே போடிஎம் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாலு ஆப்ஷன் இருக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம் இதுவே இன்டர்நேஷனல் ஷிப்பிங்காக இருந்தது அப்படின்னா அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் மூலமாக நீங்க இது வந்து லைட் லாவெண்டர் கலர் பாடி ஆஃப் என் பல்லு லைட் லேவண்டர் கலர்ல இருக்கு ரிட்டன் பாலிசிக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜா வந்தாலும் நீங்க வேற சாரி வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓபனிங் வீடியோ வேணுங்க கலருக்கோ குவாலிட்டிக்கும் ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லீங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ போட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரில மட்டும் நான் பிளவுஸ் அகைன் நான் உங்களுக்கு கலர் என்னங்கிறத சொல்லிடுறேன் body of பாடி ஆஃப் சேரீ பள்ளுவோம் லைட் லெவண்டர் கலர் இதோடைய பிளவுஸ்னால் பெய்ஜும் அண்ட் பிளாக் மிக்ஸிங்கில் இருக்குதுங்க ஸோ பிளாக் மிக்ஸிங்கிறதுனால பிளாக் கலர் த்ரெட்டு இந்த சேரீயில் விசிபிளாக இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த 1000 போட்டா சாரீஸை வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்புக்கு ஸாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு சில்க் மார்க்ஸ் சர்டிஃபிகேஷனோடு வருதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த Silk Mark ஸ்டிக்கர் தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி கொடுப்போம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நமக்கு ப்ரொவைட் பண்ணது ஸோ இந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் ஸோ பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்